எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்றரை வரப்பு சாஃப்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரீயாக நம்ம உங்களுக்கு காட்டிடுறோம் இந்த சாரீஸை நீங்கள் நம்ம வர்ணா சாரீஸ் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க ஃபர்ஸ்ட்டு சாரியோடைய கலர் நான் சொல்லிடுறேன் பாடி ஆஃப் சாரீ எல்லோ கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு டெஸ்ட் சரிலையும் த்ரெட்டிலையும் மேக் பண்ணியிருக்கோங்க இது ஃபுல்லாகவே ஹேண்ட்லூ மேடுங்க கைத்தறியில் நெசவ் பண்ணது அண்ட் ப்யூர் silk சாரீங்க கம்பல்சரி ஒவ்வொரு சாரீ கூடையும் சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோட தான் இந்த சாரி உங்களுக்கு கிடைக்குங்க பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சஃப் சாரீஸ் எஸ்பெஷலி ஒன் அண்ட் ஆஃப் ஒர்க் சாரீஸ் மெட்டீரியல் வில் பி தின் பட் நாட் ட்ரான்ஸ்பரண்ட் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து ட்ரை வாஷ் மட்டுமே தாங்க பண்ண முடியும் சேரீடைய ப்ரைஸ் 4900 plus 5% GST extra. Next, saree. Body of நைன் ஹண்ட்ரட் பிளஸ் பைவ் ஜிஎஸ்டி நெக்ஸ்ட் சாரி பாடி சாரி சாண்டல் லைட் சாண்டல் பல்வேன் பிளவுஸ் பாட்டில் கிரீன் பாடி ஆப் சாரி லைட் சாண்டல் கலர் பல்வேன் பிளவுஸ் பாட்டில் கிரீன் சேம் கோல்டுங்க பாடி ஆப் சாரியில் இந்த சாரீஸில் எல்லாமே plain contrast பிளவுஸ் தாங்க வந்திரும் லென்த் ஆஃப் த சேரீ 6.2 meters above including blouse இன்க்ளூடிங் பிளவுஸ் லென்த் ஆஃப் தி ப்ளவுஸ் மோர் தென் செவன்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சாரி and blouse 45.5 inches above ஃபைவ் இன்சஸ் அபவ் நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கலர் பழுவன் பிளவுஸ் இதை வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் மட்டுமே உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க அண்டு நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்க்கும்போது வர்ணா விஏஆர்என் டபுள் ஏ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்போ தான் நம்ம சைட்டை நீங்கள் கரெக்டாக ரீச் பண்ண முடியும் விஏஆர்என் டபுள்ஏ வர்ணா சாரீஸ் சாரீஸ் எஸ்ஏஆர் இஇஎஸ் வர்ணா சாரீஸ் டாட் காம் அப்படிங்கிறது கூகுள் குரோம் ப்ரௌசரில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு கரெக்டாக உள்ளே போயிடும் ஸோ அங்கே உள்ளே போகணுங்க அப்படின்னா நம்ம நிறைய கேட்டகரிஸில் சேரீஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ப்யூர் சில்க் சாரீஸில் நிறையா கேட்டகரி இருக்குது அது தவிர செலிப்ரேஷன் சாரீஸில் ப்ரைடல் சாரீஸ் எல்லாம் இருக்குதுங்க அண்டு அது மட்டும் அதாவது காட்டன் சில்க் காட்டன் கோட்டா காட்டனுங்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த சாரீ உடைய கலர் நான் சொல்லிடுறேன் பல்லுவன் பிளஸ் பிரைட் பிங்க் கலர் பாடி ஆஃப் சாரி சாண்டில் color. நெக்ஸ்ட் சாரி பாக்குறோம் இப்ப நீங்க பார்த்துட்டு எல்லாமே 1 வர்ப்பு சாரிங்க சாரியோடய பிரைஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபைவ் எக்ஸ்ட்ராங்க ஸோ இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாரியுடைய ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் தான் சொல்லுவோம் இப்போ வெப்சைட்டில் நம்ம பண்ணுறதுனால நம்ம சாரியுடைய ப்ரைஸை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஸாரியுடைய ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம் வாட்ஸ்அப்பில் செப்பரேட் பண்ணி காட்டலை பட் அதே ப்ரைஸ் தான் நம்ம இங்கே வெப்சைட்டில் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ ஸாரீ ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும் இந்த சாரீயோடைய கலர் சொல்லிடுறேன் பழுவன் பிளவுஸ் ஆரேஞ்ச் கலர் படி ஆஃப் சாரி ப்ளூ கலர் டபுள் ஷேட்ல வருதுங்க body of sari double shade blue color next sari and நிறைய வெரைட்டிஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பியூர் சில்க் சாரீஸ்லேயே பார்த்துட்டீங்கன்னா borderless, zari border, all சில்ப் சாரீஸ் half and ஆஃப் பாட்லி pallu இவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒன்றரை வர்ப்பு சாரீஸ் இருக்குது அண்ட் நிறைய வெரைட்டிஸில் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் நம்ம வெப்சைட் வர்ணா சாரீஸ் டாட் காமை விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயுமே இருக்குங்க அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடித்த ஸாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர்லையும் பாடி ஆஃப் சாரீ எல்லோ கலர்லேயும் இருக்குதுங்க நீங்கள் <Neean> first time நம்ம சாரீஸை வந்து வெப்சைட்டில் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைன் அப் பண்ணணுங்க சைன் அப் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கும்போது பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுக்கணும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி வரும் ஸோ அது மூலமாக நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் சைன் அப் பண்ணால் மட்டுமே தான் பர்ச்சேஸ் பண்ண நினச்சீங்க போது பை பண்ணும் போது நீங்க லாக்இன் சைன்இன் பண்ணவே நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பார்க்கறது பல்லுவன் பிளவுஸ் ப்ளூ கலர்லையும் சாரி ராணி பிங்க் கலர்லையும் இருக்குங்க ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது அதாவது ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஆன்லைன் பே அதாவது ஆன்லைன் பே அதாவது ப்ரீ பேமெண்ட் தான் ஆன்லைன் பேனு வரும் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு பேடிஎம் யுபிஐ பேலேட்ரான் ஆப்ஷன் இசிஇஎம்ஐ ஆப்ஷன்ஸ்னு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீ பேமெண்ட் ஆன்லைன் பே பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அப்படினா, ஆஸ் யூஷுவல் 200 ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் புக்கிங்கே நடக்குங்க இப்போ நீங்கள் பார்க்கறது பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேட் ப்ளூ அண்ட் க்ரீன் ப்ளூஇஷ் க்ரீன் காம்பினேஷன் பாடி ஆஃப் ஸாரீ ராணி பிங்க் கலர் நெக்ஸ்ட் சாரீ இந்த சாரியில் பாடி ஆஃப் சாரீ ரெட் கலரும் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூஇஷ் க்ரீன்லேயும் இருக்குது இந்த டைப் சேரீ பார்த்துட்டீங்கன்னா கோல்டு டெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் கோல்டு டெஸ்ட் இந்த பேட்டர்ல வரக்கூடியது அதே மாதிரி பிரைஸ் வந்து உங்களுக்கு எப்படி வெப்சைட்ல ஷோ ஆகும் அப்படின்னா இந்த சாரி பிக்கு கீழே பிக்சருக்கு கீழே சாரியுடைய பிரைஸ் 4,900 தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு இருக்கும் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட் இந்த ஃபோர் தௌசண்ட் என்ன ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 5% அந்த 5% வந்து அந்த 4,900 தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கூட ஆட் ஆகி மொத்தமாக உங்களுக்கு காட்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நெக்ஸ்ட் சாரீ பழுவன் பிளவுஸ் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ப்ரௌன் அதாவது ப்ரௌன் அண்ட் black combination, பிளாக் காம்பினேஷன் ப்ரவுன் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ஸோ பிளாக் காம்பினேஷனுங்கிறதுனால கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு வந்து விசிபிள் விசிபிள் ஆகுங்க நெக்ஸ்ட் சாரி ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல பார்த்துட்டிங்கன்னா மோர் தென் ட்வெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சாரீஸுடைய பிக்குமே வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு பிக்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் பிளவுஸ் தனியாக ஒரு பிக்சர் அண்ட் சேரீ ஃபுல்லாகவே ஒரு பிக்சர் அதாவது பாடி அண்ட் பல்லு போஷன் தெரிகிற மாதிரி அண்ட் ஃபோல்டிங் டைப்பில் ஒரு பிக்சர் ஸோ மூணு பிக்சர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸாரியுடைய வீடியோவும் இருக்கும் அதாவது யூடியூப் வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும் கம்பல்சரி வீடியோவையும் பார்த்துக்கோங்க அண்ட் பிக்சரையும் நல்லா பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் எதுக்காகனா கலர் கன்ஃபர்மேஷனுக்காக இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் body of saree, royal blue next saree, same pattern full gold saree. pure soft silk silk coming with silk mark certified especially one and ராயல் ப் warp சாரி the பேட்டர் material will be thin but not transparent and dry wash only applicable for these தீஸ் All ஆல் தாரீஸ் ஹாவ் பிளைண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அண்ட் ஆல் த சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மர்க் சர்டிஃபிகேஷன் ஒன்லி ஸாரி கலர் நான் இது சொல்லிடுறேங்க இந்த சாரீ கலரில் பல்லுவன் பிளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரி மஸ்டர்ட் எல்லோ சேம் கான்செப்டில் நெக்ஸ்ட் சாரீ இந்த சாரியில் பாடி ஆஃப் சாரீ கிரீன் பல்லுவன் blouse bright pink. இந்த சேரீல ஃபுல்லாவே கோல்டு டெஸ்ட்ரிங்க சப்போஸ் வெப்சைட்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா நம்மளுடைய வர்ணா கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வர்ணா நம்பருக்கே நீங்க கால் பண்ணி கூட கேட்கலாங்க டவுட்ஸ் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணுறோம் சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைடு வேணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படினா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் இந்த சாரியில் பழுவன் பிளவுஸ் வயலக் கலர் பாடி ஆஃப் சேரீ எல்லோ கலர் இந்த சாரியில் த்ரெட் அண்ட் கோல்டு டெஸ்டு சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஐன் சரிங்க டெஸ்டு சரி அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது சில்க் பொறுத்த வரைக்கும் சில்குங்க வார்ப்பு ரெண்டுமே வந்து பியூர் சில்க்கு தான் நம்ம பண்ணிருக்கோம் இது கைத்தறி புடவைகள்ங்கிறதுனால ஹேண்ட்லூம் கண்டிப்பா சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் வந்து இருக்குங்க சாரியில நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்கறோம் பாடி ஆஃப் சாரி கிரீன் ரேடியம் கிரீன் பாடி ஆஃப் சாரி ரேடியம் கிரீன் பல்லுவன் ப்ளவுணி பிங்க் கலர் நம்மளுடைய வர்ணா மெயின் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணும்போது எங்களால் அட்டன் பண்ண முடியலனா வரி பண்ணிக்க வேண்டாங்க உங்களுடைய மிஸ்டுடு கால் பார்த்து நாங்களே திருப்பி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டு நம்ம கிளியர் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வர்ணா கஸ்டமர் கேர் நம்பருங்க வர்ணா கஸ்டமர் கேர் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் நைன் ஏஎம்லருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம் சேம் அந்த நம்பரும் நீங்கள் கால் பண்ணும்போது என்கேஜாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய மெசேஜோ அல்லது மிஸ்ஸ்டு காலோ பார்த்து திருப்பி அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சேரீல பாடி ஆஃப் சாரீ ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் சாரி சேம் பேட்டர்ன் பாடி ஆஃப் சாரி வயலட் பலுவன் பிளவுஸ் ப்ளூ மறந்துடாதீங்க வர்ணா வி ஏ ஆர் என் டபுள் அதுதான் வர்ணா ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் அடித்து நீங்கள் உள்ளே போகும்போது கரெக்டான நம்ம வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடும் அதே மாதிரி அட்ரெஸ் ஃபில் பண்ணும்போதும் கரெக்டான அட்ரஸ் ஃபில் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வந்து இந்தியாக்குள்ளே அப்படின்னா தயவு செஞ்சு டென் டிஜிட் மட்டுமே என்ட்ரி பண்ணுங்கள் இந்தியாக்குள்ளே அப்படிங்கும்போது நீங்கள் டென் டிஜிட்ஸ்க்கு மேலே என்ட்ரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா மிஸ்டேக் ஆகும் ஆர்ட்ரு வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் போகும் பேமெண்ட் ஆகும் ஆனால் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகாது இல்லை ஆர்டரை கன்ஃபார்ம் ஆகாமல் போடுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களால் கரெக்டாக ஆர்டர் பண்ண முடியுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடு பிங்கிஷ் ஆரெஞ்ச் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் சாரி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலரில் இருக்குங்க அதாவது பேஸ்டல் ஷேட்ஸ் பலூன் ரோஸ் பார்த்துட்டீங்கன்னா கிரே பேஸ்டல் கிரேவில் இருக்கு பாடி ஆஃப் சாரியும் அதே மாதிரி தாங்க இருக்கு என்னென்னா ரெட்டு ரெட்டுன்னு சொல்ல முடியாது பிங்க்குன்னு சொல்ல முடியாது ஸோ ரெண்டு மிக்சிங்கில் இருக்கக்கூடியது இது வந்து பார்த்துட்டீங்கன்னா மிக்சிங்கில் தான் பிங்க் அண்ட் ரெட் மிக்சிங்கில் தான் அதாவது பேஸ்டல் கலருங்க நெக்ஸ்ட் சாரி body of சாரி எல்லோ கலர் பலூன் பிளவுஸ் dark navy blue. இந்த சாரிலாம் ஃபுல்லாகவே கோல்ட் டெஸ்ட் சரீ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் நான் சொல்லியிருந்தேன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் யுபிஐ அதாவது ஃபோன்பே கூகுள் பே எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பேடிஎம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுபோக இன்னும் ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் பே லேட்ரான் ஆப்ஷன் ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா சில பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அண்டு லேட்டராக பே பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உங்கள் பேங்க் சைட்லேருந்து அந்த ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வெப்சைட்லேயே செக் அவுட் பேஜஸ்லேயும் கூட நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் எலிஜிபிளாங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சேரீல பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரீ மெஜந்தா கலர் அண்டு கம்பல்சரி இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் மட்டுமே தாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் இனிமேல் சில பேர் வந்து என்னால் வெப்சைட்டில் பண்ண முடியல வாட்ஸ்அப்பில் எனக்கு பண்ணித்தரீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக முடியாதுங்க வெப்சைட்டில் மட்டுமே தான் பண்ண முடியும் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வெப்சைட்டே வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கோம் எதுக்காகனா நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு வேணும் நிறைய வெரைட்டிஸ் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் நாங்கள் ஒரே டைமில் பார்த்து எங்களுக்கு வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுங்கன்னு கேட்டதுனால தான் இதை பண்ணியிருக்கோம் இந்த சாரியில் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி டபுள் ஷேடில் தான் இருக்குது என்ன கலர் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா மஸ்டர்ட் எல்லோவே டார்க்கில் இருக்குதுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் நியூ கலர்ஸ் ட்ரை பண்ணி இருக்கிறதுனால எக்ஸாக்டாக அந்த நேம் வந்து சொல்ல முடியலைங்க எல்லோன்னா எல்லோன்னு சொல்லிரலாம் ஆனால் அது வந்து மிக்ஸிங்கில் இருக்கும்போது எக்ஸாக்ட் கலர் சொல்ல முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி டபுள் கலரில் இருக்குது மிக்ஸிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த சேரீலாம் பாடி ஆஃப் ஸாரி மஸ்டர்ட் எல்லோ பழுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ நெக்ஸ்ட் சாரீ பாடி ஆஃப் சேரீ ஹாஃப் ஒயிட் பழுவன் பிளவுஸ் red color. இந்த சாரீஸ் எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு வரும் ஸோ இன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே தாங்க டிஸ்பேர்ச் இருக்கும் இடையில் sunday அல்லது government holidays மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த நாள் ஒர்க்கிங் டேஸில் தாங்க டிஸ்பார்ச் பண்ண முடியும் so government holidays and sundays கவர் சண்டேஸ் பண்ண முடியாது ஆப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக அப்படின்னா சப்போஸ் சில சாரீஸ்லாம் டசில்ஸ் இல்லை டசில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டசில்ஸ் நீடட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் சப்போஸ் இல்லை ஏதாவது வந்து விஷஸ் குவர்ட்ஸ் வந்து எழுதி கொடுக்கணும் பர்த்டே விஷ்ஷஸ் அப்படின்னா பர்த்டே விஷ்ஷஸ் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னா என்ன எழுதி கொடுக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் நாம் அதை எழுதி நம்ம வந்து அந்த பாக்ஸ்லையே அட்டாச் பண்ணி கொடுக்குறோம் அது எந்த விஷஸ்ஸாக இருந்தாலும் சரி அனி அனிவர்சரி விஷஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்ல பர்த்டே விஷஸ்ஸாக இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அந்த நோட்ஸ் ஆப்ஷனல்ல மென்ஷன் பண்ணிங்கன்னால் நம்ம அதை ரைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வாடி ஆஃப் சேரீ டபுள் ஷேடு பிங்கிஷ் ஆரெஞ்ச் பழுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் சாரீ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து பார்டர்லெஸ் சாரீங்க Borderless பார்த்துட்டு இருக்கீங்க பாடி ஆஃப் சாரி மஸ்டர்ட் எல்லோ பலோன் பிளவுஸ் ப்ளூ கலர் பார்டர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி border பார்டராக இருந்தாலும் சரி பிரைஸ் ரேஞ்ச் ஒன்று தாங்க சாரியோட பிரைஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபைவ் எக்ஸ்ட்ரா வருங்க நெக்ஸ்ட் சாரி பளுடோஸ் இங்க் ப்ளூ பாடி ஆஃப் சாரி மெஜந்தா கலர் நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம் சப்போஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கலெக்ஷன்லேயோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லையோ எந்த சாரியாவது அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது ஆனால் அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த சேரீ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹார்ட் சிம்பிள் இருக்கும் அதாவது விஸ்லிசிட்டு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம அதை நம்ம செக் பண்ணுவோம் ஸோ பர்டிகுலர் ஸாரீஸ் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸு இங்க் ப்ளூலேயும் பாடி ஆஃப் சேரீ க்ரீன் கலர்லேயும் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சென்ட் பண்ணுவோம் அதாவது இந்த சாரீ வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் அந்த சேரீஸை பார்த்து வாங்கிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை விஸ்லிஸ்ட்டில் கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க பாடி ஆஃப் சாரி மஸ்டர்டிலோ பழுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்க ஒவ்வொரு சாரியும் கட்டாயம் இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோடு தான் கிடைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்குள்ளே இந்த சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க Thank you தேங்க் யூ ஃபார் வாட்சிங்